ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வி ஆர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை காயமட்டூர் டிஸ்ட்ரிக் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது சூப்பரான ஆடிசேல் ஆஃபர் அப்டேட்டு தாங்க வாங்க ஒவ்வொரு சாரியாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க எஸ்பெஷலி இந்த வீடியோவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாரீஸ் பார்க்க போகிறோம் மிஸ் பண்ணாமல் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் எஸ்பெஷலி தலாஸ்டு சாரீஸ் நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே சூப்பராக இருக்கும் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கக்கூடியதுங்க இந்த சாரீஸுடைய ஆஃபர் பிரைஸ் ஃபைவ் தௌசண்ட் ஒன் இல்லைங்க நம்ம யூடியூப் சேனல்லே நீங்கள் இந்த சாரீஸ் வந்து ஹண்ட்ரட் ஈவன் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ சூப்பரான ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்காக இந்த சாரியை ஃபைவ் தௌசண்ட்க்கு நம்ம கொடுக்கறோங்க ராயல் ப்ளூ பாடி ஃபுல்லாக இந்த புட்டா வருங்க பழுவன் பிளவுஸ் பிங்க் கலர் ஃபுல்லாக கோல்டு சேரீ யூஸ் பண்ணிருக்கோங்க லைட் வெயிட் சாரீஸ்ங்க சாஃப்ட் சில்க் சாரி தின்னாதாங்க இருக்கும் சாரி அண்ட் இப்போ பார்க்கறதுமே சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இல்லை பாடி பர்பிள் color. Full பழுவன் பிளவுஸ் க்ரீன் கலருங்க இதில் த்ரெட் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம் சரி ஒர்க்கும் பண்ணியிருக்கோங்க நம்ம ஃபுல்லாகவே எல்லா பக்கமும் காட்டிடுறோம் இது வந்து உங்களுடைய சஜஷன்ஸ் தான் நீங்கள் ஏற்கனவே கேட்டுக்கிட்டது தான் பாடி வந்து ஃபுல்லாகவே காட்டுங்க எங்களுக்கு புட்டாக வந்து உள்ளாக ஃபுல்லாக தெரியுதா வருதா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால உங்களுடைய சஜஷன் நாங்கள் அஜெப்ட் அக்செப்ட் பண்ணி நாங்கள் இப்போ வந்து காட்டிகிட்டு நான் அகைன் ஆஃபர் ப்ரைஸ் என்னங்கிறத சொல்லிடுறேன் 5,000 ONLY ஒன்லி ஐயாயிரம் ரூபாய் இந்த ஆஃபர் இப்போ மட்டும்தாங்க இதே சாரீஸ் அதாவது இதே டிசைன்ஸில் இன்னும் ஃபர்தராக நம்மகிட்ட வந்துக்கிட்டே தான் இருக்கும் running சாரீஸ் தான் ஸோ அது அப்போ வரும்போது கண்டிப்பாக இந்த ரேட்டில் கொடுக்க முடியாதுங்க இந்து வந்து உங்களுடைய ரெக்வஸ்டினால் சரி நம்ம ஆடி ஆஃபரில் உங்களுக்கு கொடுத்து உங்களையும் வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆஃபர் பிரைஸுங்க பளு அண்ட்ன் ப்ளவு ப்ரைட் கலரில் இருக்குங்க எப்படின்னா எல்லோ அண்ட் கிரீன் காம்பினேஷனில் தான் பட் எல்லோ வந்து டாமின்டாக இருக்கும் இப்போ பார்க்குறது பாடி பாடியில் வரக்கூடிய புட்டா ஒரு ரோ சில்வர் சரி ஒரு ரோ கோ கோல்டு சரி கலர் பார்த்துட்டிங்கன்னா பாட்டில் க்ரீன் பாட்டில் க்ரீன் மேலே எப்படி இருக்குன்னா ஒரு மெரூன் ஷேடும் வந்துருக்குங்க டபுள் ஷேடில் இருக்குங்க பாடி வந்து டபுள் ஷேட் பாட்டில் க்ரீன் அண்ட் மெரூன் ஷேடில் வந்திருக்கும் இதே இப்போ பார்க்குறது இந்த சாரியுமே வந்து ரன்னிங் சாரி தாங்க ஃப்யூச்சரில் இந்த சாரியுடைய செட்டுமே நிறையா கலர் செட்டு வந்து வந்துகிட்டே தான் இருக்கும் பட் இதே ப்ரைஸுக்கு வராதுங்க ஸோ அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க மிஸ் பண்ணாமல் இப்போவே உடனடியாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இப்போ பார்க்குறது பீகாக் ப்ளூ கலருங்க பாடி கோல்டு டெஸ்ட் சரி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பாடியில் ஃபுல்லாக ப்ளவுஸ் பார்க்குறீங்க இது வந்து ரெட்டுங்க மேனா எப்படி இருக்குன்னா குங்குமம் கலரில் இருக்கும் நம்ம இந்த வீடியோவில் மோர் தென் 20 சாரீஸ் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க இப்போ பார்க்குறது க்ரீன் அண்ட் ராயல் ப்ளூ காம்பினேஷன் பலுவன் பிளவுஸ் ராயல் ப்ளூ பாடி கிரீன் கலருங்க இதில் வரக்கூடிய புட்டாஸ் கோல்டன் டெஸ்ட் ஜெரீலாம் நம்ம மேக் பண்ணியிருக்கோம் இந்த சாரீஸுடைய லென்த் சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் இன்க்ளூடிங் ப்ளவுஸுங்க ப்ளவுஸ் செவன்ட்டி பாயிண்ட்ஸ் வந்துடும் செவன்ட்டி சென்டிமீட்டர் ஸாரீயுடைய வித் அகலம் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ்க்கு அதிகமாக இருக்குங்க பேமெண்ட் மோடு எங்ககிட்ட ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்க, ஒன்று ப்ரீ பேமெண்ட் இன்னொன்று கேஷ் ஆன் டெலிவரி ப்ரீ பேமெண்ட் அப்படின்னா அக்கௌண்ட் பே ஃபோன்பே கூகுள் பேடிஎம் இந்த நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குங்க, நீங்கள் எதில வேணாலும் நீங்கள் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சாரியுடைய அமௌண்ட் மட்டுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் போதும் ஷிப்பிங் ஃப்ரீ தாங்க செகண்ட் ஆப்ஷன் கேஷ் ஆன் டெலிவரி கேஷ் ஆன் டெலிவரினா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வருங்க அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸை இந்த சாரீ புக் பண்ணும்போதே நீங்கள் பே பண்ணாதான் கேஷ் ஆன் டெலிவரி புக் பண்ண முடியுங்க தென் சாரீ பார்சல் வரும்போது நீங்கள் சாரீயுடைய அமௌண்ட் மட்டுமே நீங்கள் கேஷாக கொடுத்தா போதுங்க இப்போ பார்க்குறது சூப்பரான அரவாட்டம் புட்டா பண்ண சாரீங்க ஃபைவ் தௌசணுக்கு சான்ஸே இல்லைங்க ஆஃபர்னால் இது தாங்க ஆஃபர் பல்லுவன் ப்ளவுஸ் பார்க்குறீங்க இதை பிங்க் கலர் ப்ரைட்டாக இருக்கும் பாடி ப்ளூ கலர் ராயல் ப்ளூ அண்ட் இதில் வரக்கூடிய புட்டாஸ் ஒரு ரோ சில்வர் சரி ஒரு ரோ கோல்டு சரிங்க கலர் கன்ஃபர்மேஷனுக்காக மட்டும் தயவு செஞ்சு வீடியோ அண்ட் ஃபோட்டோ ரெண்டையுமே பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபோட்டோ பார்த்து நீங்கள் புக் பண்ணுறதா இருந்தாலுமே நீங்கள் புக் பண்ணுங்கள் அட் த சேம் டைம் ஒன்ஸ் வீடியோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க கலருக்காக மட்டும் இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி நேவி ப்ளூ கலர் பலுவன் ப்ளவுஸ் ப்ளூ கலருங்க இந்த பாடியில் வரக்கூடிய புட்டாவுமே ஒரு ரோ சில்வர் சரி ஒரு ரோ கோல்டு சரிங்க இதில் கீழே பாட்டம் மட்டும் ஒரு கான்ட்ராஸ்ட் மாதிரி இருக்கும் இதை வந்து நாங்கள் அஸ்திரின் சொல்லுவோம் கீழே மட்டும் நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட் கலரில் பண்ணுறது ப்ளவுஸ் பார்க்குறீங்க நெக்ஸ்ட் சரி நம்ம பார்த்தலாம் ரீசெலர்ஸ் ஹோல்சேலர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸை எந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோங்க நீங்கள் அந்த நம்பர் பார்த்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜ் கூட நீங்கள் பண்ணலாம் ஈவன் கஸ்டமராகட்டும் ரீசேலர் ஹோல்சேலர் யாராக இருக்கட்டும் உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருக்குது கொஷின்ஸ் இருக்குது டவுட்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னா வர்ணா சப்போர்ட் நம்பர் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்கோங்க நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணியும் வாட்ஸ்அப் பண்ணியோ இல்லை வாய்ஸ் மெசேஜ் பண்ணியும் உங்கள் டவுட்ஸை நீங்கள் கேட்டுக்கலாங்க ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால அந்த நம்பர் வந்து எஸ்பெஷலி சண்டேஸ் ஹாலிடேஸில் கண்டிப்பாக அந்த நம்பரை அட்டன்ட் பண்ண மாட்டோங்க இன்பிட்வீனில் எதாவது கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வந்தாலும் அதை அட்டன் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்குங்க இப்போ பார்த்தது ப்ளூ அண்ட் க்ரே காம்பினேஷன் பல்லூ அண்ட் ப்ளவுஸ் கிரே பாடி ப்ளூ இப்போ பார்க்க போகிறது பிரைட் pink and green color அண்டு வர்ணா நம்பருக்கு WhatsApp மட்டும் பண்ணுங்க, கால் பண்ண வேண்டாங்க கால் பண்ணி பேசணுங்கிறவங்க வர்ணா support நம்பருக்கு நீங்க கால் பண்ணி பேசிக்கலாங்க ஆனால் அந்த வர்ணா சப்போர்ட்டில் புக்கிங் கிடையாது Only questions, அதாவது உங்களுடைய doubts வந்து clear பண்ணிக்கலாம் சண்டேஸ் வந்து ஹாலிடேங்க ஸோ சண்டேஸ் வந்து நீங்க எந்த நம்பர் வந்து நீங்கள் கால் பண்ணீங்கனாலுமே அது அட்டன் பண்றது ரொம்ப ரிஸ்க்குங்க நெக்ஸ்ட் சரி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்குங்க நான் தான் சொல்லிங்களா ஃபஸ்ட்டே டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லயும் நம்ம பார்க்க போகிறோம் அது ஆஃபர் ப்ரைஸ் ஃபைவ் தௌசணுக்கு அப்படின்னு இது பார்த்துட்டீங்கன்னா ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி வந்திருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து த்ரெட்டும் இருக்குங்க ஃபுல்லாகவே த்ரெட் இருக்கு ஸாரீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்குங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் அதாவது வாட்ஸ்அப்பில் இந்த ஃபோட்டோஸ் இந்த சாரி எஸ்பெஷலி இது வேணுன்னா ஃபோட்டோ அனுப்பி ஒரு மெசேஜ் புக் பண்ணுங்க அப்படின்னு மட்டும் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு எங்கள் ரிப்ளைக்காக வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் கண்டினியூஸாக மெசேஜஸோ அல்லது காலோ பண்ணிங்கன்னா உங்கள் மெசேஜ் பின்னாடி போயிடும் அப்போ உங்களுக்கு எங்ககிட்ட இருந்து ரிப்ளை லேட்டாக வரும் ஸோ தயவு செஞ்சு எங்கள் ரிப்ளைக்காக வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வரும் நீங்கள் தான் மெசேஜ் பண்ணுறிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புக் பண்ணுவோம் உங்களுக்கு முன்னாடி வேறு யாராவது புக் பண்ண சொல்லியிருந்தா கண்டிப்பாக உங்கள்கிட்ட ப்ளீஸ் வெயிட் அனதர் கஸ்டமர் புக்குன்னு சொல்லியிருப்போம் அதே மாதிரி அப்படி சொல்லிவிட்டால் அந்த சாரி சோல்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது இல்லைங்க சம்டைம்ஸ் அந்த சாரியே உங்களுக்கு கூட கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் ஹோப்போட வெயிட் பண்ணிட்டிருங்க கண்டிப்பாக அந்த சாரீ கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்க்கறது கிரேவில் இதுக்கு முன்னாடி பார்த்தது க்ரீன் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் இப்போ நீங்கள் பார்க்குறது சில்வர் கிரே அண்ட் ப்ரௌன் காம்பினேஷன் ப்ளவுஸ் பார்க்குறீங்க இந்த பிளவுஸ் பாருங்க இது வந்து ஒரு சாக்லேட் ப்ரௌன் மாதிரி இருக்கும் லைட் கலராக இருக்கும் த்ரெட் ஒர்க் தாங்க இதுலையுமே நெக்ஸ்ட் பேட்டர்ல நம்ம பார்க்குறோம் எல்லாமே சூப்பரான சாரீஸ்ங்க லைட் weight சாரீஸ் பல்லு பார்க்குறோம் பழுவை வந்து பிகாக் ப்ளூ கலர் பாடி கிரீன் கலர் வரக்கூடிய புட்டாஸ் ஒரு ரோ சில்வர் ஜரி ஒரு ரோ கோல்டு ஜரிங்க அண்ட் எப்பெல்லாம் நாம் வந்து யூடியூப்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் இந்த அப்டேட் பண்ணுறோமோ அப்போ எஸ்பெஷலி தயவு செஞ்சு காலை அவாய்ட் பண்ணிடுங்க வர்ணா நம்பருக்கு நீங்கள் காலே பண்ண வேண்டாம் நீங்கள் கால் பண்ணி பேசுகிறதா இருந்தால் வர்ணா சப்போட்டுக்கு மட்டும் பண்ணுங்கள் வர்ணா நம்பருக்கு காலே பண்ண வேண்டாங்க மேக்ஸிமம் கண்டிப்பாக அட்டன் பண்ண மாட்டோம் ஏன் அப்படின்னா நம்ம இப்போல்லாம் வந்து த்ரீ அப்டேட்ஸ் போட்டுட்ருக்கோம் லெவன் ஓ கிளாக் மூணு அப்டேட்ஸ் போடுறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெசேஜஸ் என்கொயரிஸ் வந்துட்டே இருக்குதுங்க அதுக்கு ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக நம்ம கால் அட்டன் பண்ணி பேசுறதுங்கிறது ரொம்ப ரிஸ்க்குங்க இப்போ நீங்கள் பார்க்கிறது ஒரு லைட் கலருங்க இதை பேஸ்டல் ஷேடு தான் லைட் கலராக இருக்கும் பட் அதில் வரக்கூடிய அந்த புட்டா ஒர்க் வந்து நல்லாவே தெரியுங்க கோல்டண்ட் சில்வர் சரி ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் பல்லன் பிளவுஸ் ப்ளூ கலர் நெக்ஸ்ட் சரி நம்ம பார்க்குறோம் இதில் வந்து ஸ்ட்ரைப்ஸ் வந்த மாதிரி வந்திருக்குங்க கிரீன் வித் ரானி பிங்க் இதில் த்ரெட் ஒர்க்கும் பண்ணியிருக்கோங்க மீனா ஒர்க்கு வந்து த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கோம் பலூன் ப்ளவுஸ் பிரைட் ராணி பிங்க்கு பிரைட்டாக இருக்கும் பாடி க்ரீன் கலர் கொஞ்சம் ஷட்டிலாக இருக்குங்க பாட்டம் டாப் டிஷ்யூ பாட்ரு வந்திருக்குங்க பிளவுஸ் பார்க்குறீங்க இதில் வீடியோவில் மேபி அந்த ஸ்ட்ரைப்ஸ் தெரியாமல் இருக்கலாம் ஃபோட்டோவில் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் சேரீல லைன்ஸ் வந்துருக்குங்க நெக்ஸ்ட் சாரீ பத்திரலாம் இப்போ பார்க்கறது ராணி பிங்க் அண்ட் இங்க் ப்ளூ காம்பினேஷன் பளுவன் ப்ளவுஸ் இங்க் ப்ளூ பாடி ராணி பிங்க் அதில் வரக்கூடிய புட்டா கோல்டு டெஸ்ட் சரியில் யூஸ் பண்ணியிருக்கோங்க பேக் சைட் பார்க்குறீங்க ஃபுல்லாக சூப்பராக இருக்குது புட்டாஸ் அவ்வளோ அழகாக தெரியுது அண்ட் எப்பவுமே நாங்க சாரீஸ் புக் ஆனதுமே மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணுவோன்னா முன்னாடியே செக் பண்ணிடுறோம் இப்போல்லாம் வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சாரீஸ் செக் பண்ணிடுறோம் சம்டைம்ஸ் வந்து வீடியோ போட்டதுக்கு அப்புறம் செக் பண்ண வேண்டியதாக இருக்குதுங்க ஸோ அப்படி இருக்கும்போது எந்த டேமேஜுமே இல்லாமல் தான் உங்களுக்கு சாரீஸ் வரும் அப்படியே இருந்தாலுமே கண்டிப்பாக நாங்கள் ஓப்பனாக உங்களுக்கே வந்து மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி இந்த சாரீ டேமேஜ் இருக்குதுங்க ஸோ அதனால் புக் பண்ண முடியாது உங்களுக்கு சைன் பண்ண முடியாது நம்ம ரீஃபண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஓப்பனாகவே உங்கள்கிட்ட நம்ம சொல்லிடுவோங்க ஸோ அதனால் டேமேஜ் இருக்கும் அப்படிங்கிற பயம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பாடி கலர் வந்து க்ரீன் தான் கிரீன் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் இருக்குங்க பலூன் பிளவுஸ் ராயல் ப்ளூ இதில் வரக்கூடிய புட்டாஸ் ஃபுல்லாக கோல்ட் டெஸ்ட் சரி இப்போ நம்ம பார்க்கிறது மஸ்டர்ட் எல்லோ அண்ட் க்ரீன் காம்பினேஷன் முந்தானை அண்ட் ப்ளவுஸ் இந்த ரெண்டு வந்து க்ரீனில் இருக்குங்க பாடி கலர் மஸ்டர்ட் எல்லோ மஸ்டர்ட் yellow கலர் பாடியில் வரக்கூடிய புட்டாஸ் கோல்டு ஜரில இருக்குங்க சரிங்க பாடியில் வரக்கூடிய புட்டா வந்து காப்பர் ஜரிங்க நாட்டை கோல்டு சரி காப்பர் ஜரி நான் நேரில் பார்த்து இப்பவே சொல்கிறேங்க நெக்ஸ்ட் சாரி நம்ம பார்க்குறோம் இது வந்து Half White அண்ட் Violet காம்பினேஷனுங்க பாடி பாருங்கள் பெரிய புட்டா வந்து கோல்டு ஜெரீலேயும் சின்ன புட்டா வந்து சில்வர் ஜெரிலையும் இருக்கும் ஆல்டர்நேட்டிவாக வரும் பாடி ஃபுல்லாகவும் புட்டாஸ் வந்துருது பாருங்கள் உள்ளே போக போக தான் என்னாகும்னா டிஸ்டன்ஸ் அதிகமாகும் நெக்ஸ்ட் சரி பாத்திரலாம் ப்ளூ அண்ட் பிங்க் காம்பினேஷனில் அண்ட் நிறைய பேர் வந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுறீங்க அண்டு எங்கள் பிஸ்னஸ்க்குமே வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க அண்டு ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும் நாம எப்போவுமே வந்து கஸ்டமர் பேஸிஸ்ல தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோமே தவிர மணி பேஸிஸில் இல்லைங்க அதாவது சில கஸ்டமர் வந்து சொல்றீங்க அதாவது நிறைய பேர் வந்து ஹோல்டு பண்ணுறாங்க சாரி மார்னிங் அப்டேட் ஒரு லெவன் ஓ கிளாக் அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா மிபே அவங்களால பே பண்ண முடியலங்கும்போது ஈவினிங் பண்ணுற நைட் பண்ணுற டுமாரோ பண்ணுறேன் இல்லை ரெண்டு நாள் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஸோ நம்மளும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அலோ பண்ணுறோம் ஸோ சில கஸ்டமர் என்ன பண் எதுக்குங்க அப்படி ஹோல்டு பண்ணுறவங்களுக்கு கொடுக்குறீங்க நாங்கள் பே பண்ணுறதுக்கு உடனே ரெடியாக ஏன் எங்களுக்கு கொடுக்காமல் அவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறீங்க ஸோ ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன ரூல்ஸ் வச்சுருக்கோம் மனசாட்சிப்படி எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு யார் அந்த சாரியை பிக்சர் அனுப்பி புக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம புக் பண்ணுறோங்க அதுதான் நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கும்போது அவங்க வாங்குறக்கு ரெடியாக இருக்காங்க பட் பே பண்ணுறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அக்சப்ட் பண்ணி ஹோல்டு பண்ணுறோம் ஆனால் பத்து பேர் அப்படி சொன்னால் அஞ்சு பேர் தாங்க சொன்னபடி செய்கிறாங்க மீதி அஞ்சு பேர் சொன்னபடி செய்கிறது இல்லைங்க ஏன்னா அடுத்த அப்டேட் போடும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த சாரீ வேணாங்க இந்த சேரீ எடுத்துக்கிறேன் இந்த சேரீ வேணாங்க இந்த சேரீ எடுத்துக்கிறேன் அப்போ ஒன்றுக்கு ஒன்று பெட்டராக பெட்டராக பார்க்க பார்க்க என்ன ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த மைண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது ஸோ என்ன ஆகுது அப்படின்னா ஹோல்டு பண்ணும் இந்த பிரச்சனை வருதுங்க ஸோ அதனால தான் மேக்ஸிமம் என்ன பண்ணுறது இல்லைனா சாரீஸ் ஹோல்டு பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறோம் இப்போ நீங்கள் பார்த்தது டபுள் ஷேடு ப்ளூங்க பாடி வந்து ப்ளூ கலர் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பர்பிள் கலர் அதனால தான் நிறைய பேர்கிட்ட நான் என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அந்த கஸ்டமர் கேன்சல் பண்ணாலோ இல்லை அந்த கஸ்டமர்கிட்ட இருந்து எனக்கு எந்த ரிப்ளைவும் வரலை ஒன்ஸ் புக் பண்ணிட்டேன் அவங்க எந்த ரிப்ளை பண்ணலை ரெஸ்பான்ஸ் பண்ணலை ஃபர்தராக அப்படின்னா கண்டிப்பாக அந்த சாரீ அடுத்து யார் புக் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணுவேன் ப்ரொசைப் பண்ணுவேன் ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் மேபி அந்த சாரியே உங்களுக்கு நெக்ஸ்டாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ அதை தான் இப்போ நான் பொதுவாக உங்கள் எல்லாத்துக்குமே சொல்கிறேங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் மட்டுமே அப்ரோச் பண்ணுங்கள் புக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் இல்லை டவுட் இருந்தாலுமே அப்ரோச் பண்ண புக் பண்ணவும் வேண்டாங்க இப்போ நீங்கள் பார்த்தது சூப்பரான ஒரு ஸாரி தான் இதில் கீழ் பாட்டம் அண்டு டாப் போர்ஷனில் டிஷ்யூ பாட்டர் வந்திருக்கும் இது வந்து ப்ளூ கலர் பாடி ப்ளூ கலர் அண்டு பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து பிங்கிஷ் ஆரஞ்சுங்க சூப்பராக இருக்கும் வெயிட்டும் இந்த சாரீ ஏன்னா கீழே ஒரு சேரீல கால்வாசி அளவுக்கே வந்து நமக்கு அந்த டிஷ்யூ வந்துருந்ததுனால கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கும் இந்த சாரீ பலூன் பிளவுஸ் காப்பர் சல்ஃபேட் ப்ளூங்க ப்ளவுஸ் பார்க்குறீங்க பாடி ஆரஞ்ச் கலர் டபுள் ஷேடில் இருக்குங்க பீச் அண்ட் ஆரஞ்சு அந்த மிக்சிங்கில் வரும் ஸோ உங்கள்கிட்ட நான் வைக்கக்கூடிய ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு சாரி கண்டிப்பாக வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு புக் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் எங்கள்கிட்ட இருந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆறு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆறு ஹாஃப் அன் கூட கழிச்சு மெசேஜே வந்தாலுமே தயவு செஞ்சு அதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கள் வேண்டான்னு நினச்சிங்கன்னா அப்போவே வேண்டாங்க எனக்கு இந்த சேரீ கேன்சல் பண்ணிடுங்கன்னு அப்போவே சொல்லிடுங்க அப்போதான் நிஜமானமே அந்த சாரீ வேணும்னு கேட்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு எங்களால் ப்ரொசீட் பண்ண முடியும் இப்போ நீங்கள் பார்க்கறது ஹாஃப் ஒயிட் பாடி அண்ட் ஆரஞ்ச் கலர் பழுவன் ப்ளவுஸ் இதில் வரக்கூடிய புட்டாஸ் சில்வர் கோல்டு அண்டு காப்பர் மூணு சரிலையுமே மூணு டிசைன்ஸில் மேக் பண்ணியிருக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ஹாஃப் and அண்ட் க்ரீன் காம்பினேஷன் பலுவன் பிளவுஸ் க்ரீன் பாடி ஹாஃப் ஒயிட் அதில் வரக்கூடிய புட்டா கோல்டு அண்ட் சில்வர் சரி சுகெதர்மே இருக்குங்க கோல்டுக்கு சில்வர் சில்வருக்கு கோல்டுன்னு ஆல்டர்னேட்டிவாக மீனாக ஒர்க் மாதிரி பண்ணியிருப்போம் இது கொஞ்சம் மற்ற டிஷ்யூ பாட்டர் விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா டாப் அண்ட் பட்டமில் டிஷ்யூக்கே வந்து என்ன பண்ணியிருப்போம்னா டாப் அண்ட் கீழே டாப் அண்ட் பாட்டம்லேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து கான்ட்ராஸ்ட் மாதிரி பண்ணியிருப்போம் நெக்ஸ்ட்டு இந்த சாரியே பயங்கர வெயிட்டாக இருக்குதுங்க பிகாஸ் ஃபுல்லாக சரி தான் அதாவது டிஷ்ஷூ தான் இதை வந்து டிஷ்யூ சாரீ அப்படின்னு சொல்லுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டிஷ்யூவாக இருக்குது பயங்கர வெயிட்டாகவும் இருக்குதுங்க டாப் அண்ட் பாட்டம் நேவி ப்ளூ கலரில் இருக்குங்க பாடி வந்து கோல்டு அண்டு ப்ளூ கலர் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய இதுதாங்க இதோடய ப்ளவுஸ் பார்க்குறீங்க சேம் கலர் பாடி கலர்லையே தாங்க வரும் பாடி ஃபுல்லாக ப்ளைனாக இருக்கும் கீழே பாட்டம் போர்ஷனில் மட்டும் பெரிய பிக் புட்டாக வருங்க ஃபுல்லாக இது டிஷ்ஷூ சூப்பராக இருக்குதுங்க ஃபைவ் தௌசணுக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இதுவும் ஒரு டிஷ்ஷுங்க சேம் மடிப்பு தான் நாங்கள் வந்து மாற்றி மடிச்சுருக்கோம் but same type இது வந்து ஒரு எல்லோ ஷேட்ல வருங்கோ அண்ட் கிரீன் காம்பினேஷன் எல்லோ அண்ட் கிரீன் கம்பை என்ன கலர் வருமோ அதுல இருக்கு பாடி வந்து ஒரு கோல்டன் எல்லோ மாதிரி இருக்கும் அதே கலர் தாங்க பாடி என்ன கலரோ அதே தான் வரும் ரன்னிங் பிளவுஸ் தான் வரும் நீங்கள் இதுக்கு கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இருக்கும் ஒர்க் பண்ணி எல்லாமே இப்படிதாங்க இருக்கும் பாடி ஃபுல்லாக ப்ளைனாக இருக்கும் பாட்டமில் மட்டும் ஒர்க் இருக்கும் அதாவது பிக் புட்டாக இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் சாரீ இதுதாங்க தௌசண்ட் புட்டா ஸாரீஸ் நம்ம ரெகுலர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த சாரீஸ் வந்து ஒரு காலத்தில் ரொம்ப டிமாண்டாக இருந்த சாரீ இது வந்து ப்ளூ அண்ட் ராணிப்பிங் காம்பினேஷன் பளு அண்ட் பிளவுஸ் ராணிபிங் பாடி ப்ளூ கலர் அதில் வரக்கூடிய சின்ன சின்ன புட்டாஸ் கோல்டு சரி ஒர்க்குங்க இதையும் நான் வந்து பிளவுஸ் காட்டிடுறேன் பாருங்கள் எல்லாமே ஓப்பன் பண்ணி காட்டி நான் வந்து இப்போ டிஸ்பிளே பண்ணிடுறேன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ எங்களுடைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்கு கிடைக்கும் இப்போ இல்லை அப்படின்னாலும் ஃப்யூச்சரில் எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் எங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கும் இப்போ நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல அனலைசிஸ் தெரியுங்க ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம லோ பட்ஜெட்லையுமே சாரீஸ் வந்து போடலான்னு இருக்கோங்க ஸோ வேணுங்கிறவங்க லோ பட்ஜெட் வேணும்னு நினைக்கிறவங்களும் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாங்க இது எல்லாமே சில்க் மார்க் சர்டிஃபிகேஷனோடு தான் உங்களுக்கு கிடைக்கும் you தேங்க் யூ ஃபார் வாட்சிங்